Hi! எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை காயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாட்லி பல்லூர் சாரீஸுங்க அதாவது ஹாஃப் சாரி மாடலில் இருக்கக்கூடிய சாரீஸ் பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு சாரியை பார்த்துடலாம் ஸாரீ நம்பர் செவன் டூ நைன் ஸோ முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க பிகாஸ் நம்ம வர்ணா யூடியூப் சேனல்ல நம்ம பியூர் சில்க்ஸில் வெரைட்டிஸ் போட்டுட்டு இருக்கோங்க அண்ட் ஆல்சோ இப்போ லோ பட்ஜெட்டில் சாரீஸு கூட நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோங்க ஸோ லோ பட்ஜெட் வேணும் அண்ட் பியூர் சில்க்கு அது கைத்தறில வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச சேரீஸ் வரும் போது ஆன் டைம்ல புக் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா இது வந்து பிளீட் போர்ஷன் ஸோ அதாவது பல்லு பிளவுஸ் என்ன கலர்ல இருக்கோ அண்ட் பல்லு என்ன டிசைன்ல இருக்கோ அதே டிசைன்ல உங்களுக்கு பிளீட் போர்ஷன் இருக்கு ராமர் கிரீன் கலருங்க பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த இதுல பல்லுவன் பிளவுஸ் ராமர் கிரீன் பிளவுஸ் வந்து பிளைனா இருக்குங்க பாடி இருக்குறியில நெசவு பண்ணது செய்யப்பட்டது ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கும் இப்ப நீங்க பார்க்கறது பல்லுவன் ப்ரௌஸ் பார்த்துட்டீங்கன்னா டார்க் வயலட் கலர் ஸோ அதே டார்க் வயலட் தான் உங்களுக்கு வரும் பாடி ஆஃப் சாரி கிரீன் இது வந்து half மாடலில் இருக்குங்க கீழே பிளீட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கலர் வந்து பல்லு என்ன கலர் வருதோ என்ன டிசைன் வருதோ அதுவே 731 இந்த இந்த வீடியோ இருக்கக்கூடிய கிடைக்கும் பாடி சாரி ப்ளூ கலர் இப்ப நீங்க பாக்கிறது பல்லுவன் பிளவுஸ் அண்ட் பிளீக் கலர் டார்க் வயலட் கலர் ஒரே மாடல் தாங்க டென் கலர் சாரீஸ் வந்து அவைலபிளா இருக்கு நிறைய பேர் வந்து பாட்லி பல்லூவில் வந்து கலெக்ஷன்ஸு கலர்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டாக தான் இருக்கும் 10 கலர்ஸ் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் எது இருந்தாலுமே இமீடியேட்டாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸாரீ நம்பர் செவன் த்ரீ இதில் பாடி ஆஃப் சாரி pink color. பல்லூன் பிளவுஸ் அண்ட் ப்ளீட் கலர் நேவி ப்ளூங்க ம கோல்டு சரிதான் ப்ரீபேமெண்ட் மூலமாகவும் நீங்க பை பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாகவும் பை பண்ணிக்கலாங்க Phone PAY, GOOGLE pay, pay tm, ACCOUNT TRANSFER மட்டும்தாங்க இருக்கு பண்ணி வாங்களாம் இதே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா வரும் சாரி புக் பண்ண போதே ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் அடுத்த சாரீஸ் கேஷ் ஆன் டெலிவரிலாம் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ண சாரியோட பார்சல் வாங்கினதுக்கு இப்ப நீங்க பாக்குற சாரியுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ இது பிளீட் போர்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து பீச் கலர்ல இருக்கு பல்லு பிளவுஸும் பீச் கலர் தான் பாடி ஆப் சாரி லைட் ராமர் கிரீன் கலர்ல இருக்குங்க சாரியுடைய நம்பர் செவன் த்ரீ போர் இந்த சாரீல பாடி ஆஃப் சாரி கிரே கலர்ல இருக்குங்க பல்லு பிளவுஸ் அண்ட் பிளீட் போர்ஷன் காஃபி ப்ரௌன் கலர்ல இருக்குங்க இது so, THREAD black THREAD வந்து visible ஆகும் உங்களுக்கு damage கிரேங்கும் போது ஒரே பண்றதுல இருந்து நாங்க ஒவ்வொரு சாரியுமே லேயர் பை லேயரா செக் பண்ணி தான் சென்ட் பண்றோம் அப்புறம் அப்புறம் செக் பண்ணும் போது கஸ்டமருக்குமே சென்ட் பண்ண மாட்டாங்க இதுலேயுமே பிளாக் காம்பினேஷன் இருக்கிறதுனால பிளாக் விட அந்த அந்த கலர் பார்த்துட்டீங்கன்னா சில இடங்கள்ல விசிபிளா இருக்குதுங்க சாரியுடைய சாரி நம்பர் செவன் த்ரீ 736. body of சேர double shade, pinkish orange. பல்லு blouse and pleat color பார்த்துட்டீங்கன்னா ராமர் green கலருங்க சரியன் 7,000 ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல உங்களுக்கு கிடைக்குது இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அவைலபிளா இருக்குங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க ரிட்டன் பாலிசி உங்களுக்கு சொல்லியிருந்தா டேமேஜ் இருந்தா பாசிபிள்னு கலருக்கோ குவாலிட்டிக்கோ அண்ட் ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டர்ன் வந்து பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ போட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்க சாட்டிஸ்ஃபையா தான் இருப்பீங்க குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது பியூர் சில்குங்கிறதுனால அதுக்கு ஏற்ற டெக்சர் இருக்கும் பாலிஸ்டர் மாதிரி பளபளப்பா வளவளப்பா கண்டிப்பா இருக்காதுங்க பியூர் சில்குங்க அண்ட் இது வந்து வெயிட்லெஸ் சேரீ ஸோ அதுக்கேற்ற டெக்ஸ்டர் இருக்குங்க கண்டிப்பா அண்ட் ஹேண்ட்லூம் ஏடுங்கிறதுனால கண்டிப்பா சின்ன சின்ன ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்கும் சின்ன சின்னதா சேரீஸ்ல வந்து த்ரெட் தெரிகிறது அதெல்லாம் வந்து சகஜமா எல்லா ஹேண்ட்லூம் சேரீஸ்லயுமே வர்றதாங்க இப்ப நீங்க பாக்குறது பல்லுவன் பிளவுஸ் பார்த்துட்டீங்கன்னா பீச் கலர்லயும் பாடி ஆப் சேரீ பார்த்தீங்கன்னா பீக் ஆஃப் ப்ளூ கலர்லயும் இருக்குங்க இந்த இந்த உங்களுக்கு Silk Mark Certification வருது Silk Mark Certification எல்லா எல்லா மார்கேஷ்ய வைக்க முடியாதுங்க Warp and Weft, Pure Silk Thread வந்து அதாவது இந்த சில்க் மார்க் சர்டிபிகேஷன் வந்து வைக்க முடியும் சோ நம்ம சாரீஸ்ல பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு சாரீஸ்லயுமே இந்த சில்க் மார்க் சர்டிபிகேஷன் இருக்கும் நம்ம பிளவுஸ் பாட்ல வந்து அட்டாச் பண்ணி கொடுப்போம் நம்ம வந்து சில்க் மார்க் சர்டிபிகேஷன் எப்படி அட்டாச் பண்றோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் கூட நம்மளுடைய டிராக்கிங் அண்ட் பேக்கிங் அந்த வீடியோ பாத்துட்டீங்க அப்படின்னா அதுல டீட்டெயிலாக இருக்கும் நீங்க பாத்துக்கலாம் ஸோ நீங்க எங்க சாரீஸ் வாங்கினாலுமே அங்க சில்க் மார்க் சர்டிபிகேஷன் வந்து எப்படி உங்க சாரீல அட்டாச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் நீங்க பார்த்துக்கோங்க அதுலேயும் அவரா இருந்து